வணக்கம் பேங்க் நிஃப்டி ஒன் மினி சார்ட் பட்ஜெட் டே மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து பாசிட்டிவாக இருந்துச்சு நமக்கு ட்ரெண்டு மாறினா தான் கால் வரும் ப்ரீயஸ் டேயே பை கால் வந்துச்சு அந்த மொமெண்டம் இப்போ சேஞ்ச் ஆகி செல் கால் மாறுது செல் அட் ஃபார்ட்டி ஒன் த்ரீ ஃபிஃப்டி தான் என்ட்ரி பாயிண்ட் ஆப்ஷன் ட்ரேடர் வந்து அட் த மணி எடுத்துக்கலாம் ஸோ 300 த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் நமக்கு கீழே இருக்கிறதா டார்கெட் லைன் இருக்கது இருக்கிறது ஸ்டாப்லாஸ் லைன் டெய்லி ஆட்டோமேட்டிக்காக லைவாகவே வந்து கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஒரு ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் வரும் அதாவது ட்ரெண்ட் எப்போ மாறுதோ அப்போ தான் கால் வரும் லெவன் ஓ கிளாக் அப்புறம் ஒரு பெரிய கேண்டில் இறங்கிச்சு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இறங்கினால்தான் செல் கால் கொடுத்துச்சு செல் கால் கிடச்சது அடுத்த ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்டில் பாருங்கள் ஃபஸ்ட் ஆர்ட்டே பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட் கிட்டக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு த்ரீ ஃபிஃப்ட்டி நமக்கு லோ பாருங்கள் டூ டுவெண்ட்டி வரைக்கும் போயிருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவாக இருந்துச்சு தொடர்ச்சியாக பதினோரு மணி வரைக்கும் பாருங்க கண்டினியூஸாக பாசிட்டிவாக தான் இருந்துச்சு அந்த மொமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அவங்க ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ண உடனே சடனாக ஒரு டவுன் அதுக்கடுத்த ஒரு டவுனில் நமக்கு செல் கால் வந்து டார்கெட்டாக பிரேக் பண்ணிருக்கு manual trading அஸ்வல்லஸ் ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும் அந்த ப்ளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் சென்ட் பண்ணுறோம் நிஃப்டிலையும் செல் கால் செவன்டீன் எயிட் வந்துச்சு அது ஃபர்ஸ்ட் டாரெட் வந்து எயிட் ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் கிட்ட இருக்குது இந்த 40 பாயிண்ட் டார்கெட்டை ஒரு 3 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் வேணும் அப்படி நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீங்கள் டெய்லி இப்போ வீடியோ பார்க்குறீங்களா அந்த மாதிரி சார்ட்டை பார்ப்பீங்க கால்ஸ் வரும் ஆர்டர் போட போகிறீங்க இது ஆட்டோ ட்ரேடிங்கும் பாசிபிள் தான் இந்த சார்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ